வணக்கம் விஎ வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயமுத்தூர் மாவட்டத்திலிருந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஒரு யூனிக் பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாஃப்ட் silk சாரீஸ் collections தாங்க இதெல்லாமே ஹேண்ட் ரூம் மேடுங்க பியூர் சாஃப்ட் silk சாரீஸ் கமிங் வித் silk mark certified வார்ப் அண்ட் வெஃப்ட் ரெண்டு போர்ஷன்லேயுமே பியூர் சிக் வச்சு மேக் பண்ணுறதுனால ஒவ்வொரு சார்க்கு கூடியும் கண்டிப்பாக சில்க் மார்க் லேபிள் அட் பண்ணி தருவாங்க ஃபர்ஸ்ட் சாரியுடைய கலர் டாப் அண்ட் பாட்டமில் கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் வந்து நேவி ப்ளூ டோன்லேயும் பாடி அண்ட் பல்லு போர்ஷன் வந்து பர்பிள் ஷேட்லேயும் இருக்குதுங்க சாரியுடைய கோட் ஒன் டூ ப்ளவு போர்ஷன் நேவி ப்ளூங்க சாரியுடைய கோட் ஒன் டூ சிக்ஸ் செவன் கோல்டண்ட் சில்வர் சரி மோட்டிவ் சாரீ ஃபுல்லாக ஆல்டர்னேட்டிவ் ரோஸில் வர மாதிரி மேக் பண்ணியிருக்குங்க இந்த சாரீஸ்னுடைய லென்த் பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க இன்க்ளூடிங் ப்ளவு வித் ஆஃப் தி சாரி ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் எபவ் வரும் வெயிட் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி கிராம்ஸ் வருங்க வெரி வெரி லைட் வெயிட் சாரீஸ் ஆனால் ப்யூர் சில்க் சாரீஸ்ங்க ஹேண்ட் ஓவன் சாரீஸ் ஒவ்வொரு சாரீ கூடும் கண்டிப்பாக சில்க் மார்க்லேபிள் அட்டாச் பண்ணி தருவோங்க ஒன் டூ சிக்ஸ் எயிட்டுங்க பாடி ஆஃப்தி ஸாரீ இங்க் ப்ளூ பல்லுவன் ப்ளவுஸ் நேவி ப்ளூ டோனுங்க சாரி மரூன் கலருங்க டாப் அண்ட் பாட்டம் கான்ட்ரஸ்ட்டுமே உங்களுக்கு மரூன் ஷேர்ட் வந்துருதுங்க full அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சாரி ஒர்க் இந்த வீடியோவில் ஷோ பண்ணுற சாரீஸுடைய ப்ரைஸ் செக்மெண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி ஆயிர ரூபாய் மட்டுமே ஆயிரம் ரூபாய்க்கு ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் ஃப்ரீ கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் இருக்குங்க இன்டர்நேஷனல் ஷிப்மெண்ட்டும் available இருக்குங்க, இந்த வீடியோவில் ஷோ பண்ற சாரீஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் மூலமா மட்டுமே புக் பண்ணிக்க முடியும் WhatsApp நம்பர் 9043809562 Details, description த்ரீ எயிட் ஜீரோ நைன் ஃபைவ் சிக்ஸ் டூ டீடெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுத்துருக்குறோம் ஒன் டூ சிக்ஸ் நைன் சாரி கோடுங்க பலவன் பிளவுஸ் நேவி ப்ளூ டோன்லையும் படி ஆஃப் தி ஸாரி டார்க் கிரீன் ஷேட்லையும் இருக்குதுங்க டார்க் பிக் ஆக் கிரீன் கோல்ட் சில்வர் ஜெரீ மோட்டிவ்ஸ் ஆல்டர்னேட்டிவா சாரி ஃபுல்லாக வருதுங்க டாப் அண்ட் பாட்டம்லையும் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ டோன்லேயே ஹரிசானில் லைன்ஸ் வந்து சில்க் தர்டிலேயே வர மாதிரி இந்த சாரியில் மேக் பண்ணியிருக்கு 1270 body of the பாடி coffee தி ஸாரி காஃபி ப்ரௌனுங்க பழுவன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ டாப் அண்ட் பாட்டமில் வர கான்ட்ராஸ்ட்டும் இங்க் ப்ளூலேயே வந்துடுதுங்க ஒன் டூ செவன் ஜீரோ ஸேரீ கோடுங்க இது எல்லாமே ஹேண்ட்லூம் மேட் அப்படிங்கிறனால யூனிக் பீசஸ் மட்டுமே நம்ம மேக் பண்ணுறோங்க ஸோ வேணுங்கிறவங்க ஆன்டைமில் வாட்ஸ்அப் மூலமாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் சோல்ட் அவுட் அப்படின்னா சேம் சாரி அகைன் கிடைக்காதுங்க ப்ரீ பேமெண்ட் மோட்ஸ் பார்த்துட்டீங்கன்னா அக்கௌண்ட் பே போல் பேர் எந்த ஆப்ஷன் வேணும் நெக்ஸ்ட் சாரி body of the சாரி cement கிரேட் only, top and bottomல வர கான்ட்ரஸ்டும் பல்லு போர்ஷனும் டார்க் மருன் டோனில் இருக்குங்க, டுவேல் டோன் இது காஃபி ப்ரவுன் அண்ட் மருன் மிக்ஸ்டு டோன் மாதிரி வருங்க கோல்ட் அண்ட் சில்வர் ஜரி மோட்டிவ்ஸ் ஆல்டர்னேட்டிவ் ரோஸாக ஸாரீ ஃபுல்லாக வர மாதிரி மேக் பண்ணியிருக்குங்க பல்லுவில் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் ஜரி ஒர்க் இந்த சாரீஸில் யூஸ் பண்ணுற சாரி டெஸ்ட் ஜரிங்க ஹாஃப் ஐன் சரி 1272 டூ செவன் கோட் இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் பிக் புட்டாஸ் வந்திருக்குங்க, டாப் அண்ட் பாட்டமில் வர காண்ட்ரஸ்ட் பேட்டன் பார்த்தீங்கன்னா இங்க் ப்ளூ டோன்லேயும் பாடி ஆஃப் தி சாரீ கிரீன் டோன்லேயும் வருதுங்க அதாவது க்ரீன் அண்ட் ப்ளூ மிக்ஸ்டு டோன் தான் dark green shade நமக்கு வந்து விசிபிளாக இருக்கும் இந்த வீடியோவில் ஷோ பண்ணுற சாரீஸுடைய ப்ரைஸ் செக்மெண்ட் சிக்ஸ் தௌசண்ட் only ஒன்லி ஒன் டூ செவன் டூ சேரீ கோட் இந்த சேரீடைய கோட் ஒன் டூ செவன் டூங்க நெக்ஸ்ட்டு ஸாரீ ஒன் டூ செவன் த்ரீ பாடி ஆஃப் தி ஸேரீ மெரூன் கலர் பழுவன் ப்ளவுஸ் கிரே கலருங்க கேஷ் ஆன் டெலிவரி பொறுத்த வரைக்கும் 200 ஹண்ட்ரட் ரூபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுறேங்க அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ராஜ சாரீ ப் பண்ணும்போதே பே பண்ணுங்க சிஓடி மோடில் புக் பண்ணுறவங்க அட் time டைமில் ஒரு சாரீ மட்டுமே புக் பண்ணிக்க முடியும் புக் பண்ண ஸாரீ ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த சாரீ புக் பண்ணிக்கலாங்க ப்ரீ பேமெண்ட் மோட்ஸில் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது நீங்கள் எவ்வளோ சாரீ வேணாலும் புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஒன் டூ செவன் ஃபோர் படியார்த்தி காஃபி ப்ரௌன் பல்லுவன் ப்ளவுஸ் கிரே கலர் பாட்டம் போர்ஷனில் வர கிரேவும் black thread combine பண்ணி வியூ பண்ணியிருக்குங்க ஒன் டூ செவன் ஃபோர் சாரீ கூடுங்க இந்த மாதிரி patterns பொறுத்த வரைக்கும் லிமிடட் collections தான் இருக்குதுங்க நியர் அபவுட் 20 ஸாரீஸ் தான் இந்த வீடியோவில் ஷோ பண்ண முடியுது ஸோ வேணுங்கிறவங்க ஆன்டைமில் புக் பண்ணிக்கோங்க சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா சேம் சேரீ அகெயின் கிடைக்காதுங்க பலுவன் பிளவுஸ் கிரீன் கலர்லேயும் பாடி ஆஃப் தி saree இங்க் ப்ளூ டோன்லையும் வருதுங்க ஒன் டூ செவன் ஃபைவ் சாரி கோட் அண்ட் ஃபுல் கோல்டன் சாரி ஒர்க் பலுவன் பிளவுஸ் டார்க் கிரீன் டோனுங்க இந்த வீடியோவில் ஷோ பண்ற எல்லா சேரீக்குமே பிளைன் பிளவுஸ் தான் வருதுங்க ஒன் டூ செவன் சிக்ஸ் பழுவன் ப்ளவுஸ் மருன் கலர்லேயும் பாடி ஆஃப் தி சாரி நேவி ப்ளூவிலையும் இருக்குதுங்க சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி இன்டர்நேஷ்னல் ஷிப்மெண்ட்டும் அவைலபிள் இருக்குதுங்க பேஸ்ட் ஆன் த கண்ட்ரி பேக்கேஜோட வெயிட்டை பொறுத்து ஷிப்மெண்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் நம்ம இன்டர்நேஷ்னல் ஷிப்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பார்சல் சென்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறோங்க ஸோ ஒருவேளை உங்களோட கண்ட்ரீஸில் ஏதாவது கஸ்டம்ஸ் டியூட்டி டேக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அது நீங்கள் தான் பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஒன் டூ டபுள் பாடி ஆஃப் தி ஸாரீ கிரே கலர் பல்லுவன் பிளவுஸ் பர்பிள் ஷேடுங்க 1277 டூ டபுள் செவன் சாரீ கோட் க்ரே அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக பிளாக் கலர் கலர்னுடைய விசிபிலிட்டி சம் பிளேஸஸில் இருக்குங்க லைட் Dark Shades ஷேட்ஸ் வந்து நம்ம த்ரெட்ஸில் கம்பைன் பண்ணும்போது Dark ஷேடோட விசிபிலிட்டி த்ரெட் விசிபிலிட்டி ஸாரீஸில் ஒரு சில இடங்களில் தெரியுங்க கண்டிப்பாக 1278 பல்லு அண்ட் ப்ளவுஸ் டார்க் ராயல் ப்ளூ டோன்லேயும் பாடி ஆஃப் தி ஸேரீ மரூன் அண்ட் காஃபி ப்ரௌன் மிக்ஸ்டு டோனில் இருக்குதுங்க இந்த சேரீ பொறுத்த வரைக்கும் அண்ட் காப்பர் டெஸ்டட் சரி ஒர்க்கில் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவ் ரோஸ் வருதுங்க பல்லுலையுமே காப்பர் டெஸ்டட் ஜரில ஒர்க் பண்ணிருக்கு ஒன் டூ சாரி கோல் நெக்ஸ்ட் சாரீ ஒன் பலுவன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ டோன்லேயும் படர்த்தி சாரி மரூன் கலர்லேயும் இருக்குங்க 1279 சாரி செவன் நைன் சாரீ கோட் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் ஜரி ஒர்க்கு யூஷுவலாக ஒரு borderless ஸ்டைல் கொடுப்போம் அப்படி இல்லாட்டி டாப் அண்ட் பாட்டமில் சரி பார்டர் வர மாதிரி ஸ்டைல் கொடுப்போங்க ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பாட்டம் போர்ஷனில் மட்டும் சில்க் த்ரெட்லேயே border ஸ்டைல் கொடுத்து அதுவும் கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி சாரீஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்த்துட்ருக்கோம் ஒன் டூ எயிட் ஜீரோ சாரீ கோட் பல்லுவன் ப்ளவுஸ் நேவி ப்ளூ டோன்லையும் பாலியார்தி ஸாரீ மெஹந்தி கிரீன் ஷேர்ட்லேயும் இருக்குதுங்க கோல்ட் அண்ட் சில்வர் ஜரி மோட்டிவ்ஸ் ஆல்டர்னேட்டிவ் ரோஸில் சாரி ஃபுல்லாக வருதுங்க பல்லு பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் டெஸ்டட் ஜரி ஒர்க் மீனா ஒர்க்குக்காக கோல்டன் டெஸ்டட் ஜரி அங்கே அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஆல் ஓவர் இண்டியா ஷிப்பிங் ஃப்ரீ சிஓடி ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது இன்டர்நேஷனல் ஷிப்மெண்ட்டும் இருக்குதுங்க சாரி ஏதாவது டேமேஜாக வந்துச்சுன்னா ரிட்டன் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குங்க சின்னதாக கலர் மாறி இருக்குது எனக்கு குவாலிட்டி பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ரிட்டன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரது கிடையாது டேமேஜோட வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுங்க ஏன்னால் நம்ம தரவோ செக் பண்ணி தான் அனுப்புகிறோம் அதே மாதிரி கலர் கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் பிக்சர் மட்டும் பார்த்து வாங்கிற வேண்டாம் வீடியோவும் மஸ்ட்டு பார்த்து வாங்குங்க அட்லீஸ்ட் நீங்கள் வாங்குகிற சாரீக்காச்சும் வீடியோ பார்த்துட்டு வாங்குங்க பழுவன் ப்ளவுஸ் பர்பிள் ஷேட்லேயும் பாடி ஆஃப் தி சேரி இங்க் ப்ளூ டோன்லேயும் இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்டட் சாரீ ஒர்க் ஒன் டூ எயிட் ஒன்னுங்க கோட் வேணுங்கிறவங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்க இது எல்லாமே சில்க் மார்க் சர்ட்டிஃபைட் சாரீஸுங்க வார் பண் ஃபிஃப்ட் ரெண்டு போர்ஷன்லையுமே பியூர் சில்க் வச்சு மேக் பண்ணுற சாரீஸுங்க ஹேண்ட் ஓவன் thank you யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்